வெரி குட்னிங் பாபு சார் பெரிதொக்கும் நிறைய பேர் நாங்க கிடைச்சிருக்கு கொஞ்ச பேர் தான் கைச்சு நீங்க கேள்வி கிர <laughs> ஏன் அப்படின்னா அந்த டீம் என்ன என்ன நினைச்சதே கிடையாது வெளியே எனக்கே தெரியும் நான் அதே மாதிரி ஒவ்வொரு லீடரையும் எல்லா கிட்டையும் உங்ககிட்ட நீங்க எப்படி பிசினஸ் பண்றீங்க சொல்லிவிடுங்க நிறைய பேர் இருப்பேன் பண்ணல அதெல்லாம் கிடையவே கிடையாது இந்த வாய்ப்பை நிஜமா கொடுத்த என்னோட லவ்பர் பிரதர் ஹரி பிரகாஷ் சார் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சிறந்த நன்றிகள் அப்புறம் என்னோட நண்பர்கள் எல்லாருக்கும் நன்றிகள்